அலாமலை வரமத்துல்லாஹி வபரகா நாள்தோறும் ஒரு நபிமொழி என்கின்ற தொடரில் இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கும் நபிமொழிக்கும் அவர்கள் கூறியதாக அபு ஹுரை அவர்கள் கூறுவதாக நிச்சயமாக அல்லாஹ் ரபுல் அலமீன் உங்களுடைய வெளி தோற்றத்தையோ உங்களுடைய முக அழகையோ உங்களுடைய ஆடையையோ உங்களுடைய செல்வங்களையோ உங்களுடைய பதவிகளையோ உங்களிடத்தில் இருக்கக்கூடிய செல்வங்களையோ அல்லாஹு பார்ப்பதே இல்லை அல்லாஹ பார்ப்பதெல்லாம் உங்களுடைய உள்ளத்தையும் உங்களுடைய செயல்களையும் தான் பார்க்கின்றான் எனவே உள்ளத்தையும் நமது செயல்களையும் அழகாக்கி நாம் கொன்றால் நிச்சயம் அல்லாஹ அதை நம்மிடம் பார்ப்பான் என்பதில் சந்தேகமில்லை வாழக்கூடிய காலங்களில் நற்செயல்கள் புரிந்து நல்லெண்ணங்களோடு வாழும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக இந்த நபிமொழி முஸ்லீம் என்கின்ற நபிமொழி தொகுப்பிலே பதிவு செய்யப்படுகிறது நாளைய தினம் ஒரு நபிமொழியில் சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் வபரகாத்து